அணுக்களை உடச்சு டீப்பா போனீங்கன்னா எனர்ஜின் அருட்பிரஞ்சோதி வளலர் இந்த கடவுளின் அர்த்தம்னா யாருன்னு தெரியாம செத்து போனவங்க பல கோடி பேருங்கிறார் சிவாக்கியர் ஏதாவது புரியுதா நமக்கு வாழ்க்கையில எதுக்கு இதெல்லாம் நடக்குது இது பாருங்கேட்டடான ஒரு கால்குலேஷன் பாத்தீங்களா அது ஆனா நீங்க இந்த உண்மையை தெரிஞ்சுக்கல நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கோபம் வரும் சில நேரத்துல நேரத்துல வைக்கிறேன் பால் பாயசம் வைக்கிறேன் உங்களுக்கு பசிக்கு சாப்பிடுங்களா பால் பாயசத்தை சாப்பிடுவீங்களா மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஓடான கோடி நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கு அப்புறம் அண்ணனுக்கு ஒரு கைத்தட்டல் நம்மளோடைய சிறப்பான கைத்தற்றல் ஐயா வந்து எனக்கு ஒரு பக்கத்திலே ஐயா இருக்கிறத வந்து ரொம்ப சொன்னது என் ஆள் மனசில் பதிஞ்சதுனால இந்த இடத்துக்கு நான் வந்தேன் நான் இந்த இடத்துக்கு வருவேனான்னு நினச்சது கூட பார்த்தது கிடையாது ஒரே ஒரு ஃபோன் பண்ணார் அண்ணன் இந்த மாரி போகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லைண்ணா நீங்க போயிட்டு வாங்கண்ணா இல்லை நீ வா அப்படின்னாரு இதை இறைவன் கொடுத்த வாரம் ஐயா வந்து ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எல்லாம் புக்கை பார்த்து தான் படிப்பாங்க வந்ததுலேருந்து ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாம மனப்படமா ஒப்பிச்சப்பே நான் முடிவு பண்ணிட்டேன் நமக்கு கடவுள் விருதா அப்படின்னு அதுபோல் செயல்பாடுகள்னு இருந்தது நல்லா கோடி நன்றி எல்லாமல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் நன்றிங்க நன்றி கண்ணால் பார்த்தே ஒரு பொருளை தூக்குறது கண்ணால் பார்த்தே ஒரு ஒரு ஒருத்தனை நகர்த்துறது பல வித்தைகள் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் பற்றிய கல்வி அணுக்களை பற்றிய கல்வி ஏன் அணுக்களை எப்படி பிரிக்கிறது எப்படி சேர்க்கிறதுன்னு தெரிஞ்சுன்னா எல்லா பொருட்களும் அணுக்களின் சேர்க்கை தானே செவ்வாய்கரகத்துக்கு போனீங்கன்னாலும் இருக்கக்கூடிய பொருட்கள் பூரா அணுக்களின் சேர்க்கை தான் மார்சுக்கு போனீங்கனாலும் அதுதான் ஐ மீன் மார்ஸ் செவ்வாயிரம் ரெண்டு ஒன்று தான் மூணுக்கு போனீங்கன்னாலும் அதுதான் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெப்டியூன் ப்ளூட்டோ புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரைனஸ் நெப்டியன் ப்ளூட்டன் எது போனீங்கன்னாலும் என்ன எந்த பொருள் எடுத்தீங்கன்னா உடச்சு பார்த்தீங்கன்னா அணுக்கள் மிஞ்சோம் அணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் பொருள் அணுக்களை உடச்சு டீப்பா போனீங்கன்னா என்ன மிஞ்சோம் லைட் எனர்ஜின்றது தான் மிஞ்சுது அதனாலதான் அருட்பெரிஞ்சோதின்னார் வளர்லர் லைட் பார்ட்டிகல்ஸ் கண்ணுக்கே தெரியாம ஒளிரக்கூடிய மிளிரக்கூடிய அந்த லைட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் கடவுள் இந்த கடவுளை உணராமல் இந்த கடவுளின் அர்த்தம் புரியாமல் கடவுள்னா யாருன்னு தெரியாமல் செத்து போனவங்க பல கோடி பேருங்கிறார் சிவாக்கியர் ஏன் கடவுளை பார்க்கணும் ஏன் மெய்யியல் ஏன் அவசியமானது நீங்கள் என்னங்க நீங்கள் வந்திருக்கிறதே மெய்யலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து இதில் மிக சிறப்பான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு எங்கேருந்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்காக அமைச்சிருக்கேன் நல்லா புரிஞ்சு கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு அனுப்பலை அவர் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் சட்டத்திட்டம் வகுக்கிறார் அவரே வர்றதுக்கு அவர் அவரே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறார் இப்ப நமக்கே ஆசை இருக்கலாம் ஒரு நாள் வந்து வேஸ்டி கட்டி பார்த்தா நல்லா இருக்குமா ஒரு நாள் பேண்ட் போட்டு பாக்கலாமா ஒரு நாள் வந்து இல்ல நம்ம ட்ரௌசர் போட்டு சுத்துவோமா இல்ல ஒரு நாள் வித் கூட படுத்துப்போம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் தோணுதா இல்லையா காமனான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இது அப்ப கடவுளுக்கு ஒரு ஆசை வருது என்ன நம்ம ஒன்னாவே இருக்கிறோம் எதுவுமே பண்ணாம இருக்கிறோம் நம்மளை நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு சொல்லி அவரே கிரியேட் பண்றாரு பூமின்னு ஒரு ஒன்னு கிரியேட் பண்றாரு அவங்க அவரோட அணுக்களவே அனுப்புறாரு அது அவர் வராரு மறுபடியும் நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க ராமசாமி குப்புசாமி சுப்புலட்சுமி அந்த பேரு இந்த பேரு மகாவிஷ்ணு கிருஷ்ணபூர்த்தி அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் இவன் நான் அவன் ஒரு பெண்ணா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் குனியணும் இப்படிதான் சிரிக்கணும் இப்படிதான் முத்தம் கொடுக்கணும் வேற எந்த இடத்துலயும் இப்படி இருக்கக்கூடாது ஒரு ஆணை இப்படிதான் பண்ணணும் பெண்களை மதிக்கணும் எல்லாமே நல்லதுதான் நான் தப்புன்னு சொல்ல வரல ஏன் இந்த டேட்டாலாம் இருக்குது ஏன் ஸ்டோரா இருக்குன்னு கேட்க சொல்றேன் கலாச்சார சீர்கேடுக்குள்ள நம்ம போவேணா கலாச்சாரம் நல்லதா கேட்டதா போவேணா நம்ம அரசியல்குள்ளேயே போவேணா நம்ம உண்மைக்குள்ள போவோம் அதெல்லாம் கடந்து டீப்பா உள்ள போயிடும் என்னுடைய கேள்வி என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி ஏன் இதெல்லாம் நடக்கிறது கடவுள் ஏன் இவ்வளவு பேரை படைத்தான் பாம்பாச்சிருக்கான் பள்ளியா எதுக்கு இத்தனை படைப்புகள் எதற்காக நல்லா இருக்கு பாம்பு ஏன் கொத்துது எனக்கு ஒரு தேல் கூட கிடைச்சதே இல்லையே ஒரு பாம்பு கூட கிடைச்சதே இல்லையே ஏன் மத்தவனுக்கு ஏன் கிடைக்குது ஒருத்தர் நடந்தா சாகிறான் இன்னொருத்தர் சாக மாட்டான் ஏன் ஒருத்தனுக்கு அல்யசுல போறான் ஒருத்தனுக்கு அசுல போனா சந்தோஷமா போறான் ஒருத்தன் பேயா வரான் ஒருத்தன் பாடியே எல்லாம் சுத்திட்டு இருக்கிறான் ஒருத்தன் ரொம்ப சாந்தமான ஆத்மாவா போயிடுறான் ஏதாவது புரியுதா நமக்கு வாழ்க்கையில எதுக்கு இதெல்லாம் நடக்குது இது பாருங்க எப்படி ஒரு டூ காம்ப்ளிகேட்டடான ஒரு கால்குலேஷன் பாத்தீங்களா அது ஆனா நீங்க இந்த உண்மையை தெரிஞ்சுக்கல நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை எதை உங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் பாத்துட்டு இருக்க செல்லாட்டி பூராயோ தீட்டு உடம்புடா இங்க இருந்தா நம்மளையும் கூப்பிட்டு போயிருவா போட கொண்டு போய் அதுவும் பாருங்க ஏரியாக்குள்ள புதை எல்லை தாண்டி கொண்டு போய் சுடுகாட்ல கொண்டு போய் விட்டு வந்துடணும்னு போறாங்க நான் பாப்பேன் இத்தனை வருஷம் என் பிள்ளை எங்க அப்பா எங்க அம்மா எங்க அப்பா என் தாத்தா என் பாட்டி என் ஃப்ரெண்டு அழுகிறீங்க வைக்கிறீங்க நினைத்தாலும் கொடுக்க முடியாது கடவுள் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடு இந்த சீட்டுல நான் உட்கார்ந்துருக்கேன்னா எத்தனை பேருக்கு வயிறு எத்தனை பேர் நெஞ்சு எத்தனை பேர் மருந்த எனக்கு தெரியும் அப்போ இந்த உண்மை என்பது உணரும் இந்த வாழ்க்கை என்பதை நீங்கள் வாழும்போது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் பிரச்சனையை அதை நான் ஏற்றுக்கிட்டே நான் நல்லா இருக்கேன் எல்லா சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிங்க எண்டுக்கு வந்து நிப்பீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட கோவம் வரும் சில நேரத்தில் இப்போ ஏன்னா எல்லாமே அவன் தான் ஏற்கிறானா அப்போ ஏன் நான் இதை அனுபவிக்கணுன்ற மாதிரி கடுப்பு வரும் சில நேரத்தில் சில நேரத்தில் வந்து டென்ஷன் வரும் எதுக்குடா இது எதுக்கு வேலையெத்த வேலையா இருக்கு நான் எதுக்கு புறக்கணும் மறுபடியும் சாகணும் அப்போ எவனாவது எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல எவனும் எனக்கு சொல்லி தர மாட்டேறாங்க அப்போ நான் இதில் எப்படி நான் மாட்டிட்டு முடிக்கிறது இப்போ விஷயம் இருக்கு இதுக்கு காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்க வைக்கிறேன் பால் பாயசம் வைக்கிறேன் உங்களுக்கு பசி இது பட்டாசு சாப்பிடுவீங்களா பால் பாயசீங்களா பட்டாசு சாப்பிட வேண்டியது அறிவு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது சொல்லுது இல்ல சாப்பிட்டா உயிர் போயிரும் சொல்லுது இல்லை இது போலதான் வாழ்க்கையில நீ ஒவ்வொரு தப்பு பண்ணும்போது தப்புன்னு உங்க மைண்ட் சொல்லுதான் சொல்லலையா அவ்வளவு கேள்வி சொல்லுதான் சொல்லலையா சொல்ல வேண்டிய பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலயமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணி பண்ணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம் ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் உங்களால் எவ்ளோ முடியுமோ பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகள் அல்லையே ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறங்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியோ அல்லது பொருளுதவியோ நீங்க செய்யணும் ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்